வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு மீன் பிடிக்கிற காட்சிசான் புல்லா காட்ட போறேன் திருகோணமலையில அப்படி மீன் பிடிக்கணும் பார்த்திங்கன்னா சரியான கஷ்டமான ஒரு வேலை தான் இதை மீன் பிடிக்கிறது அவளை விடியவே ஒழும்பி ஒரு ஆறு மணிக்கு ஒழும்பிடுவீங்க ஒழும்பி கர விலையான்னு சொல்கிறது இதை அந்த கரை விலைய நாலு மாத்தியாலமாக இழுத்து கொண்டிருப்பினா நடுவுக்குள்ளே கடலுக்குள்ளே விலையை போட்டுட்டு இரவே விடிய ஒலும்பி அதை மீன் வந்துருக்க இழுத்தப்போதான் தெரியும் மீன் இருக்குதா இல்லையாண்டதை விட இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மத்தியாலமாக இழுத்து இப்போதான் கரைக்கு வந்துருக்கு அந்த மீன் பாருங்க இவ்வளோ மீன் வந்திருக்குன்றதான் பாருங்க இதோ ஒரு இயற்கையை காய்ச்சி நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க மீன் பிடிக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கின்றது அதுக்கு பிறகு கொண்டு போய் விற்று அதில் வர லாபத்தில் வாளினம் எவ்வளோ கஷ்டமான வேலையை அந்த கூட பா பார்க்கலாம் இதில் நாங்கள் அதை நேராக பார்த்து உங்கள் செய்ய சந்தோஷம் இந்த மீன் வளர்ப்பாருங்க வீரனால வாட பெரியச நீ காது கம்பெனிங்க போங்க போங்க போங்க அதின் பேரு இது அதின் பேரு அதால் வீரால் இறங்கின் கோலி பற்றதன் கடல் வீரால் மோனல் வீரால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூன் பீஸ் காம்பிட்ருக்கு கிணக்கா சின்ன சின்ன மீன் வால் ஹோன் பீஸ்ன்றது முறால் மீன் நல்ல நூட்டு மீன் இப்படி கிண மீன் புல்லா மீன் பேர மீன் இப்படி கிண மீன் இருக்குது நாங்கள் அதில் கடல் விராலண்ட மீன் நல்ல டேஸ்டாக இது ஏழு கிலோ அப்போ அதை நாங்கள் வாங்கிட்டோம் வேறு பார்த்தீங்கன்னா குரால் மீனை வாங்கி கொண்டு போடுறேன் நல்ல நியூட்டு மீன் இப்போ நாங்கள் அந்த கடல் விரால் மீனை கோட்டல்லையை கொடுத்து அவையில் எங்களுக்கு வெட்டி சமைச்சி தந்துச்சின்னா நல்ல டேஸ்ட்டாக தண்ணி நல்லா வெறும் நல்லா தசை முள் மீன் பார்த்தீங்கன்னா வெட்டுறார் இதுதான் கடல் விழால் குழாமு நல்ல டேஸ்ட்டாகவே வச்சிருந்துச்சுன்னா நல்லா டேஸ்டாக இருந்தது நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணினா அதோட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை விடியாவும் வரும் ஃப்ரெஷ்கா மீன் இரவும் வரும் இப்போ நாங்கள் நீங்கள் பார்த்தது இரவு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விடிய இப்போ நான் இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேர மீன் வந்தது பேர மீன் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அதில் நல்லா வடிவாக கிரில் பண்ணிக்கிற டேஸ்ட்டாக வந்துச்சு இதில் நீங்கள் பார்க்குறதா பேர மீன் சின்ன பேரை பெரிய பேரைய வந்து வெயில் பிடிச்ச எல்லாம் பிரித்து போட்டு தான் சந்தைக்கு அனுப்பிங்கன்னா அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த பேரமீன்ல இந்த க்ரில் பண்ணி வச்சுருச்சிக்கணும் அது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இத பார்த்தீங்கன்னா புளியாவல கரவள எழுதறப்ப கொண்டு வர வேண்டியது. வேளையில கொண்டு தாப்றாக எல்லா மீன் வலையும் குஞ்சு மீன் பெரிய மீன் அதுக்கு அடுத்த பெரிய மீன் அது வலையெல்லாம் பிரித்து போட்டு தான் கழுவி போட்டு தான் சந்தைக்கு அனுப்பினோம் உண்மையாகவே இவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை என்றால் நாங்கள் அந்த நேரம் பார்க்கும்போது தான் உணர்ந்து கொண்டோம் நாங்கள் மீன் வாங்கும்போது இதெல்லாம் சரியில்லை இந்த மீனே இவ்வளோ கூட சொல்கிறீங்களு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் உண்மையாகவே வில வீல் கஷ்டப்பட்டு மூன்று நாலு மத்தியாலம் கரை இழுத்து அதுக்கு வார மீன் உச்சி வெயிலில் சரியான வக்கையாக இருக்கும் அதில் இருந்து பாருங்க பிரிச்சு அதுக்கு பிறகு அவை சந்தையை கொண்டு வந்து விற்று அதில் வர லாபம் தான் அவைலுக்கு ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நாங்கள் கேள் எப்படி செய்கிற வேலையை நாங்கள் பாதிப்புணரோம் அவளுக்கு செய்கிறப்படியா தான் நாங்கள் அது போல ஃப்ரெஷ்காக மீனை சாப்பிடக்கூடியதாக இருக்குது அந்த வேலையை உண்மையாவே நாங்கள் பாதிப்புணரக்கூடியதாக இருக்கணும் அலைசிய நம்ம டைரக்ட்டா கொண்டு போறோம் அங்க ஏச்சான் போடுது கோயில கரிச்சல வருது டார் மக் டார் மக் நீ எடுத்த பரா